வணக்கம் எாருக்கும் வணக்கம்ியர்ணா சிறுமுகை ஒன் வைல பிங்க் கலர் டார்க் பிங்க்ல இருக்கும் and work எல்லாமே gold இருக்கு சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க பாடி ஆஃப் சேரியுடைய லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லென்த் ஆஃப் பிளவுஸ் பாயிண்ட் செவன் மீட்டர் வித் ஆஃப் த அண்ட் பிளவுஸ் ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் இருக்குங்க சாரீ நம்பர் 382, எயிட்டி டூ பழுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சேரீ டபுள் ஷேடு அதாவது கிரீன் அண்ட் yellow மிக்சிங்கில் இருக்கக்கூடிய கலருங்க பாடியில வரக்கூடிய புட்டா அண்ட் பழு டிசைன் கோல்டு டெஸ்ட் சாரீங்க அண்ட் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறது எல்லாமே டபுள் வார்பு சாரீங்க சாரி குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதுவும் அஃபோர்டபுள் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சேரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் ஆர்டர் பண்ணலாங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்தது அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க on. blouse color color yellow golden yellow mango பிளவு கலர்லயும் body of saree blue color full ave gold tested saree laanga potas and pallu work irukku ipo neenga paathirukka indha saree sa whatsapp moolama mattum danga book panna mudiyum whatsapp number description la irukku 9043809562 idha whatsapp booking number saree number 385 pallu and blouse blue Body of Sari Double Shade இந்த உங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் 100% இது பாடி நார்மல் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடு ப்ளூயிஷ் கிரீன் பல்லுவான் பிளவுஸ் டார்க் நேவி ப்ளூ ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேற சேரீ வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது அண்ட் எந்த ஒரு சேரீயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேமேஜோட கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராதுங்க அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம் சாரி நம்பர் த்ரீ எயிட் ஃபோர் செவன் சாரி நம்பர் த்ரீ எயிட் செவன் பளுன் பிளவுஸ் ராணி பிங்க் பாடி ஆஃப் சாரி எல்லோ அண்ட் கிரீன் மிக்சிங்கில் இருக்கக்கூடியதுங்க டபுள் ஷேடு டபுள் ஷேடுங்கிறத விட அந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோ அண்ட் கிரீனிஷ் அந்த ஒரு டைப்பில் கலர் கிடைக்கிதுங்க ஃபுல்லாகவே கோல்டு டெசில் ஜெரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் இருக்குது சாரி நம்பர் த்ரீ டபுள் எயிட் சப்போஸ் சாரீஸ் புக் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு, இல்லை நேரில் ஷாப்புக்கு வரணும் ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் இருக்கு, அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நாம் கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் மெசேஜ் பண்ணுறதை விட கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் சாரி நம்பர் 388 बॉडी ஆஃப் saree blue pallu and blouse algae green-ங்க green-ஓட black mixing-ல இருக்கும். saree நம்பர் 389 body of saree golden yellow pallu and blouse green. full-அவே golden textured saree-ல தாங்க potassium pallu work இருக்கு. நெக்ஸ்ட் சாரி சாரி நம்பர் த்ரீ நைன்டி பாடி ஆஃப் சாரி பீச் கலர்லையும் பல்லுவன் பிளவுஸ் டார்க் கிரே கலர்லயும் இருக்குங்க இப்ப நீங்க பார்த்துட்டு எல்லாமே டபுள் warp சாரி வார்ப்பு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில சர்வ் பண்ணியிருக்கோங்க தாராளமாக நீங்க நம்ம கிட்ட சாரீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டில் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் அது பியூரா இல்லையா அப்படின்னு பார்ப்பு வெப்ட் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணுங்க சாரி நம்பர் 391 நைன்டி ஒன் பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் பாடி ஆப் சாரி ராயல் ப்ளூ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்டர்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில் நெசர்வ் பண்ணுது சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற உங்களுக்கு கிடைக்குதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸாரீ கோடு சென்ட் பண்ணணும் ஸாரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லணும் சாரீ நம்பர் த்ரீ நைன் டூ பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ பாடி ஆஃப் சாரி இது வந்து பிளாக் காம்பினேஷன் சேரீல சில இடங்கள்ல கண்டிப்பா black கலர் thread விசிபிளா இருக்குங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் எந்த சேரீலாம் பிளாக் காம்பினேஷன் வருதோ அதுல எல்லாம் கண்டிப்பா பிளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிளா இருக்குங்க சாரி நம்பர் 393 Body of பாடி ஆஃப் Pink, Pallu and Blouse, Green Color கலர் சாரி நம்பர் த்ரீ அண்ட் நம்ம வர்ணா பிரான்ச் வந்து எங்கே இருக்குன்னா மெயினாக சிறுமுகையில்தாங்க இருக்குது மேட்டுப்பாளையம் அண்ட் அன்னூர் இந்த ரெண்டு பிளேஸ்லேருந்துமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி தான் நம்ம சிறுமுகை பிளேஸ் இருக்குது ஸோ சிறுமுகையில்தான் வந்து மெயின் நம்ம வர்ணா பிரான்ச் இருக்குது ஸோ நம்ம ஷாப்லன்னு பார்த்துட்டிங்கன்னா பியூர் சில்க் சாரீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்சஸில் இருக்குதுங்க அண்ட் காட்டன் சாரீஸ்னு போயிட்டீங்கன்னா தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமான காட்டன் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் வருது ஸோ இந்த Silk Mark, இந்த ஸ்டிக்கர் தாங்க நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து Central Government வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டிக்கர் தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாரியிலுமே நம்ம வந்து பேஸ் பண்ணி கொடுப்போம் Thank you for watching.